வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் போன பதிவில் சார்புகளை குறிக்கும் முறைகள் பார்த்தோம் சார்புகளை நான்கு வழிகளில் குறிக்கலாம் வரிசை ஜோடிகளின் கணம் அட்டவணை அம்பு குறிப்படம் வரைபடம் மூலமாக எவ்வாறு குறிக்கலாம்னு பார்த்தோம் குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி ஒரு வலை சார்பா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் அது தொடர்பான பயிற்சி கணக்குகளை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க பயிற்சி ஒன்று புள்ளி முதல் கணக்கு கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் விடைகளுக்கான காரணத்தையும் கொடுக்கவும் பாருங்கள் ஒரு வலைவரை கொடுத்துருக்காங்க இந்த வலைவரை சார்பாக இல்லையான்னு நம்ம குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இப்படி ஒரு குத்துக்கோடு இந்த வலைவரை மேலே போடும்போது கரெக்டாக இரண்டு புள்ளிகளில் வெட்டுது பாருங்கள் இங்கொரு புள்ளி இங்க ஒரு புள்ளி இரண்டு புள்ளிகள்ல வெட்டும் போது நமக்கு அது சார்பாகாது நம்ம என்ன பார்த்தோம் ஒரு குத்துக்கோடு வலைவரையை ஒரு புள்ளியில் வெட்டினால் சார்புன்னு பார்த்தோம் ஆனா இங்க இரண்டு புள்ளிகள்ல வெட்டுறதால சார்பாகாது குத்துக்கோடானது வரைபடத்தை இரு புள்ளிகளில் வெட்டுகிறது எனவே இது சார்பு அல்ல இரண்டு மதிப்பெணாவில கேட்கக்கூடிய கணக்குகள் இது செகண்ட் சப்டிவிஷன் வளைவரை இப்படி கொடுத்துருக்காங்க நாம் ஒரு குத்துக்கோடு போடலாம் குத்துக்கோடு கரெக்டாக ஒரு புள்ளியில் வெட்டுது பாருங்கள் குத்துக்கோடு ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் சார்பு குத்துக்கோடானது வரை படத்தை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது எனவே இது ஒரு சார்பு தேர்ட் ஒன் வலைவரை படத்தில் கொடுத்துருக்காங்க குத்துக்கோடு வரையணும் எத்தனை புள்ளிகளில் வெட்டுதுன்னு பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று மூன்று புள்ளிகளில் குத்துக்கோடு வெட்டது ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளில் இருந்தால் கண்டிப்பாக சார்பாகாது நம்ம காரணம் இப்படி எழுதணும் குத்துக்கோடானது வரைபடத்தை மூன்று புள்ளிகளில் வெட்டுகிறது எனவே இது சார்பு அல்ல ஃபோர்த்து ஒன் ஒரு நேர்கோடு இந்த நேர்கோட்டுக்கு நாம் ஒரு குத்துக்கோடு வரைந்தால் கரெக்டாக குத்துக்கோடு ஒரே ஒரு புள்ளியில் வெட்டது ஒரு புள்ளியில் வெட்டினால் கண்டிப்பாக சார்பு காரணம் இப்படி எழுதிக்கலாம் குத்துக்கோடானது வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டிக்கிறது எனவே இது சார்பு செகண்ட் சம் எஃப் என்ற சார்பானது எஃப்ஆஃப் x சமம் எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன்று என வரையறுக்கப்படுகிறது அதாவது எக்ஸை இரண்டால் வகுத்து 1 கழிக்கணும் இங்கு ஏ சமம் இரண்டு நாலு ஆறு பத்து பன்னிரெண்டு B சமம் ஜீரோ ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது ஆக இருக்கும்போது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க வரிசை ஜோடிகளின் கணம் அட்டவணை அம்பு வரைபடத்தில் குறிக்கணும் முதல்ல இந்த உறவு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது கணம் ஏயிலுள்ள உறுப்புகளோட நிழல் உருக்கள் என்னென்ன வரும்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அட்டவணை பயன்படுத்தி கண்டுபிடிச்சா நமக்கு விடைகள் தவறில்லாமல் கண்டுபிடிக்க முடியும் முதல்ல 2 2 2 அதாவது <sus> 1 1 3 6 6 10 அடுத்து ஒன்று எல்லா காலத்திலையும் அந்த எழுதிலாம் 1-1, so, 0 2-1, 1 3-1, 2 5-1, 4 6-1, 5 2-1, 0 4-1, ஒன்று மைனஸ் ஒன்று 1 இரண்டு மைனஸ் 1 2 10-1, 4 12-1, 5 கழித்தல் ஒன்று இரண்டு ஐந்து கழித்தல் ஒன்று நான்கு ஆறு கழித்தல் 1 ஐந்து இரண்டோட நிழல் ஒரு ஜீரோ 1 நிழல் ஒரு ஒன்று ஆறின் நிழல் ஒரு இரண்டு பத்தின் 1 ஒரு நான்கு பனிரெண்டின் நிழல் ஒரு ஐந்து முதல்ல வரிசை ஜோடிகளாக எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் எஃப் சமம் கணக்குறியீடு பிராக்கெட்டில் இரண்டு கமா ஜீரோ நான்கு கமா ஒன்று ஆறு கமா இரண்டு பத்து கமா நான்கு பன்னிரெண்டு கமா ஐந்து வரிசை ஜோடிகளில் எழுதிய அடுத்து அட்டவணை அட்டவணை எக்ஸ் எழுதிக்கங்க எஃப்எஃப் எழுதிக்கங்க வரிசை ஜோடிகளை இந்த மாதிரி எழுதிக்கலாம் 2, 0, 4, 1, 6, 2, பத்து நான்கு பன்னிரெண்டு ஐந்து அடுத்து அம்புக்குறி படம் அம்புக்குறி படம் போடும்போது இந்த மாதிரி கணம் ஏயிலுள்ள உறுப்புகளையும் கணம் பி யிலுள்ள எல்லா உறுப்புகளையும் எழுதணும் சார்புங்கிறதுனால எஃப் என்ற எழுத்தையும் இங்கே எழுதிக்கலாம் கணம் ஏயிலுள்ள உறுப்புகளோட நிழல் உருக்களோட நாம் அம்புக்குடி மூலமாக தொடர்பு காமிக்கணும் பாருங்கள் ரெண்டு டு ஸீரோ நாலு டு ஒன்று ஆறு டு ரெண்டு பத்து டூ நாலு அடுத்து வரைபடம் எக்ஸ்ஹச்சு ஒய்ஹச்சு எழுதிக்கலாம் எக்ஸ்ஹச்சில் இரண்டு நான்கு ஆறு எட்டு இல்லை ஆனாலும் நம்ம இங்கே எழுதணும் எட்டு பத்து பன்னிரெண்டு ஒய்ஹெச்சில் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று இல்லை ஆனால் இங்கே குறிச்சுருங்க மூன்று நான்கு ஐந்து வரைபடத்தில் எழுதும்போது எண்களை அந்த வரிசையில் தான் நாம் எழுத நமக்கு புள்ளிகளை மட்டும் குறிச்சா போதும் இப்போ இரண்டு பாருங்க இரண்டு அடுத்து நான்கு கமா ஒன்று எந்த புள்ளியும் இல்லை பத்து அடுத்து பன்னிரெண்டு இது ஒரு முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்கு இந்த கணக்கை தேர்வுல கேட்கும் போது எளிதா ஐந்து மதிப்பெண் வாங்கிடலாம் மூன்றாவது கணக்கு வரிசை ஜோடிகளா சார்பிருக்காங்க ஒன்று 1,2 2,2 3,2 4,3 5,4 மூன்று கமா இரண்டு நான்கு கமா மூன்று ஐந்து கமா நான்கு அம்புக்குறி படம் அட்டவணை வரைபடம் மூலமாக குறிக்கவும் சார்பு வரிசை ஜோடிகள கொடுத்துருக்காங்க மீதி மூன்று வழிகளிலும் நாம இதைய குறிக்கணும் பாருங்க அம்புக்குறி கணம் ஏ கணம் பி வரிசை ஜோடிகளில் முதல் இருக்கிற உறுப்புகளை கணம் ஏல எழுதிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இரண்டாவதாக இருக்கிற உறுப்புகளை கணம் பியில் எழுதிக்கலாம் இரண்டாவதாக இருக்கிற உறுப்பு இரண்டு மூன்று நான்கு ஒன்று கமா இரண்டு ஸோ ஒன்றிலிருந்து இரண்டுக்கு ஒரு அம்புக்குறி அடுத்து இரண்டு கமா இரண்டு இரண்டிலிருந்து மூன்று கமா அடுத்து நான்கு கமா அடுத்து 5,4 நான்கு அடுத்தது அட்டவணை பாருவத்தில் X, ஒன்று கமா இரண்டு இரண்டு கமா இரண்டு மூன்று கமா இரண்டு நான்கு கமா மூன்று ஐந்து கமா அடுத்து வரைவடம் எக்ஸ் அச்சு ஒய்ஹச்சு வரைஞ்சிக்கலாம் எக்ஸ்ல 5 உருப்புகள் வரிசையா இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எஃப்எஃப் எக்ஸில் இரண்டு மூன்று நான்குன்றக்கு நம்ம ஒன்றிலிருந்து ஆரம்பிச்சு விடுதவிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாருங்கள் முதல் புள்ளி 1,2 கமா குறிச்சாச்சு அடுத்த புள்ளி 2,2 கமா இரண்டு அதுக்கு அடுத்த புள்ளி 3,2 கமா இரண்டு அடுத்தது நான்கு அடுத்து 5,4 கமா நான்கு சுலபமான ஐந்து மதிப்பெண் கணக்கு இந்த பதிவில் பார்த்த மூன்று கணக்குகளுமே முக்கியமான கணக்குகள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ